தேர்வுக்கு தயாராக கொண்டிருக்கும் வருங்கால அரசு வணக்கம் அஞ்சு சாப்டர் புள்ளி நிகழ்த்தக சதவீதம் அஞ்சாவது நட்டம் சரிங்களா இது நம்ம அஞ்சு டாபிக் ஃபுல்லா நடத்தி முடிச்சுட்டு அதுல இருக்க எப்படி கொஸ்டின் கேட்பாங்க வச்சுட்டோம் சரிங்களா யாரெல்லாம் டெஸ்ட் அடிக்காம இருக்கீங்களோ எல்லாருமே போய் இப்ப தனிவெட்டியில எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு முன்னாடி அதோடிக் விஷயத்தை தனிவட்டினா என்ன ஒவ்வொரு ஆண்டும் அசலுக்கு மட்டும் வட்டி காணுறதுதாங்க தனிவட்டி சரிங்களா இப்போ ஒரு பேங்க்ல வந்து நீங்க ஆயிரம் ரூபா பணம் போட்டிங்கன்னா வருஷம் வருஷம் அதுக்கு என்ன பண்ணுவாங்க வட்டி கணக்கிடுவாங்க சரிங்களா அதான் என்னது தனிவட்டி தனிவட்டி கண்டுபிடிக்கிறது ஒரு ஃபார்முலா இருக்கு அது என்ன ஃபார்மில் பார்த்தீங்கன்னா ஐசி கோல்டு பிஎன்ஆர் டிவைடு சரிங்களா இப்போ ஐனா தனிவட்டி பிணா அசல் அதாவது பிரின்சிபல் சொல்லுவாங்க என்ன ஆண்டு அதாவது நம்பர் ஆஃப் இயர்ஸ் ரே ஆறுனா வட்டி வீதம் அதாவது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சரிங்களா இப்போ தனிவட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா இருக்கு ஐசி கோல்டு பிஎன்ஆர் டிவைடு சரிங்களா இப்போ நீங்க பணத்தை போட்டீங்க ஆயிரம் ரூபாய் பணத்தை போட்டீங்க அஞ்சு வருஷம் கழிச்சு உங்களுக்கு மொத்தமா எவ்வளவு பணம் கிடைக்கும்னு சொல்லிட்டு கேட்பாங்க அப்போ இந்த மொத்த தொகையை கண்டுபிடிக்கிறது என்ன பார் பாத்தீங்கன்னா பி பிளஸ் அதாவது பிரின்சிபல்லையும் தனிவட்டியும் ஆட் பண்ணா நமக்கு என்ன என்ன கண்டுபிடிச்சிடலாம் மொத்த தொகையை கண்டுபிடிச்சிடலாம் இப்போ சின்ன பாருங்க பிரின்சிபல் ரெண்டாயிரம் ரூபாய் சரிங்களா நம்பர் ஆஃப் இயர்ஸ் மூணு ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பத்து பர்சன்டேஜ் இங்க தனிவட்டியும் மொத்த தொகையையும் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க சரிங்களா அப்ப என்ன பண்ணுவீங்க தனிவட்டி கண்டுபிடிக்க என்ன பார்முலா ஐசி PNR by 100 போ அதாவது 2000 ஃபர்ஸ்ட் போடிங்க 3 வருஷத்துக்கு உங்க பேங்க்ல இருக்குது சரிங்களா ஆண்டுக்கு எத்தனை சதவீத வட்டி தரanga 10% வட்டி தரanga அப்போனா 3 வருஷம் கழிச்சி தனி வட்டி மட்டும் எவ்வளவுது கிடைக்கும் பாத்தீங்களா எவ்வளவு கிடைக்கும் 600 ரூபாய் கிடைக்கும் சரிங்களா இப்போ மொத்த தொகை அதாவது 3 வருஷம் கழிச்சி மொத்தமா உங்களுக்கு எவ்வளவு பணம் கிடைக்கும் கேபாங்க அப்ப மொத்த தொகை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா A 2, P I சரிங்களா Pனா பிரின்சிபல் Iனா சிம்பிள் இன்ட்ரஸ்ட் சரிங்களா போடுங்க பாப்போம் பிரின்சிபல் எவ்வளவுதுங்க 2000 ரூபாய் பிளஸ் தனிவட்டி எவ்வளவு அறுநூறு அப்போ ஒரு மூணு வருஷம் கழிச்சு அவருக்கு எவ்வளவு பணம் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அறுநூறுவா அவருக்கு பணம் கிடைக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தனிவட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்க்க போறோம் சரிங்களா ஏன்னா இப்போ நம்ம இந்த சாப்பிட்டு தனிவட்டி தான் பார்க்க போகிறோம் இதனால நீங்கள் கூட்டு வட்டியை பத்தி தெரிஞ்சுக்கிட்டா தான் ரெண்டுக்குள்ள டிஃப்ரெண்ட் உங்களுக்கு புரியும் சரிங்களா ஃபர்ஸ்ட்டு பாருங்க தனிவட்டியை நம்ம என்னன்னு பார்த்தோம் ஒவ்வொரு ஆண்டும் அசலுக்கு மட்டும் வட்டி காணுது என்னது தனிவட்டி சரிங்களா கூட்டு வட்டினா ஒவ்வொரு ஆண்டும் பெற்ற வட்டியை தனி வட்டி கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க நீங்க பிரின்சிபல் எவ்வளவு ஆயிரூ ரேட் ஆஃப் இன்ட்ரஸ் எவ்வளவு பத்து சதவீதம் சரிங்களா அப்போ ஆயிரத்துல பத்து சதவீதம் எவ்வளவுங்க சரிங்களா நம்ம இதுக்கு தானே சதவீதம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த சாப்டர் பார்க்குறோம் நமக்கு சதவீதம் கண்டுபிடிக்க தெரியும் எப்படி எழுந்து எடுப்பீங்க ஆயிரத்துல அதாவது ஒரு ஸ்தானம் தண்ணி புள்ளி வச்சிங்கன்னா அதானது பத்து சதவீதம் சரிங்களா அப்போ ஆயிரத்துல பத்து சதவீதம் ஆயிரத்துல பத்து சதவீதம் என்பது எவ்வளவு நூறுரூவா இதான் ஃபர்ஸ்ட் இயர்ல இந்த ஆயிர ரூபாய்க்கு பத்து பர்சன்ட் வட்டி எவ்வளவு கிடைக்கும் நூறுரூவா தான் கிடைக்கும் சரிங்களா திரும்பி எத்தனை வருஷம் கொடுத்துருவாங்க ரெண்டாவது வருஷமா அப்போ செகண்ட் இயர் செகண்ட் இயர்லேயே அதே பத்து பர்சன்டேஜ் தான் சரிங்களா அப்போ ஆயிரத்துல பத்து பர்சன்டேஜ் எவ்வளவு நூறுரூவா தான் அப்போ ரெண்டு வருஷம் கழிச்சு அவங்களுக்கு தனிவட்டி மட்டும் எவ்வளவு கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா இரநூறுவா கிடைக்கும் சரிங்களா இதுதான் தனிவட்டி அது இங்கே என்ன பார்த்துருக்கீங்க ஒவ்வொரு ஆண்டும் அசலுக்கு மட்டும் வட்டி காணுதல் இப்போ அசல் எவ்வளவுங்க ஆயிரம் ஒவ்வொரு ஆண்டும் என்ன பண்ணுறோம் ஃபர்ஸ்ட் இயர்ல பத்து பர்சன்டேஜ் செகண்ட் இயர்ல பத்து பர்சன்ட் இன்னொருவா சரிங்களா ஒவ்வொரு ஆண்டும் என்ன பண்றோம் அசுலுக்கு வட்டி கண்டுபிடிக்கிறோம் அப்போ இந்த எக்ஸாம்பிளுக்கு இங்கே தனி வட்டி எவ்வளவு இரநூறுவா சரிங்களா இப்போ அதே இங்கே பாருங்களேன் சேம் அதே எக்ஸாம்பிள் தான் ஆனால் கூட்டு வட்டி எவ்வளவு வருதுன்னு பாருங்களேன் பிரின்சிபல் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிர ரூபா நம்பர் ஆஃப் இயர்ஸ் ரெண்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பத்து சதவீதம் சரிங்களா அது காம்பவுண்ட் இன்ட்ரஸ்ட் அதை கூட்டு வட்டி கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க இங்கே என்ன சொல்லிருக்காங்க ஒவ்வொரு ஆண்டும் பெற்ற வட்டியை அசலுடன் சேர்த்து வட்டி காலத்து ஆன கூட்டு வட்டி சரிங்களா இதே மாதிரி போடுங்க இங்கேயும் ஃபார்முலா யூஸ் பண்ணாமல் போலாம் இப்போ ஃபஸ்ட் இயர் ஆயிரத்துல எவ்வளவு எத்தனை சதவீதம் வட்டி தராங்க பத்து சதவீதம் சரிங்களா ஆயிரத்துல பத்து சதவீதம் எவ்வளவு நூறு ஆயிரத்துல பத்து சதவீதம் எவ்வளவு நூறு திரும்பி என்ன பண்றாங்க திரும்பி செகண்ட் இயர் ரெண்டு வருஷம் செகண்ட் இயர் என்ன பண்ண போறோம் இந்த ஆயிரத்துல பத்து சதவீதம் கண்டுபிடிச்ச எவ்வளவு நூறு ரூபாய் திரும்பி என்ன பண்றாங்க ஒவ்வொரு ஆண்டும் பெற்ற வட்டிக்கு திரும்பி என்ன பண்றாங்க வட்டிக்கு வட்டி போறதா கூட்டு வட்டி சரிங்களா இங்கே ஆயிரம் ரூபாய்க்கு பத்து சதவீதம் கண்டுபிடிச்சிட்டேன் ஒரு நூறு வருஷம் வருஷம் தான் சரிங்களா தனிவட்டி எவ்வளவு வருது வருது ஆனா கூட்டுவட்டி இருநூத்தி பத்து ரூபா சரிங்களா கூட்டு வெட்டி பெஸ்ட் கூட்டு வெட்டி தான் பெஸ்ட் நமக்கு லாபம் வருது கூட்டுவட்டி தான் வருதுங்களா இப்ப பாருங்களா இன்னொரு இங்க தனிவட்டிலையும் எவ்வளவு வருது நூறுவா தான் வருது கூட்டு வட்டியிலையும் எவ்வளவுதான் வருது நூறுவா தான் வருது சரிங்களா செகண்ட் இயர்ல தான் மாறுது செகண்ட் இயர்ல நூறு செகண்ட் இயர்ல நூத்தி பத்து ரூபா வருது சரிங்களா அப்ப என்னைக்குமே முதல் ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா பாத்துன முதல் ஆண்டில் தனிவட்டியும் கூட்டுவட்டியும் இருக்குமே தனிவட்டிலும் இருக்கும் இன்னைக்குமே ஃபர்ஸ்ட் இயர்ல தனிவட்டியாக இருந்தாலும் செகண்ட் இயர்ல தனிவட்டி தனிவட்டி சேமா தான் வரும் சரிங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு பேசிக்ஸான விஷயம் பார்க்க போகிறோம் சரிங்களா வட்டி கணக்கிடுது அது வட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டுக்கு ஒரு முறை கணக்கிறாங்களா இல்லை அரையாண்டுக்கு ஒரு முறை கணக்கிறாங்களா இல்லை காலாண்டுக்கு ஒரு முறை கணக்கிறாங்களா சரிங்களா ஆண்டுக்கு கணக்கிட்டா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எப்படி மாறும் நம்பர் ஆஃப் இயர்ஸ் எப்படி மாறும் இதே அரையாண்டுக்கு ஒரு முறை கணக்கிட்டாங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எப்படி மாறும் நம்பர் ஆஃப் இயர்ஸ் எப்படி மாறும் சரிங்களா இதே காலாண்டுக்கு ஒரு முறை கணக்கிட்டாங்கன்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ் எப்படி மாறும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எப்படி மாறும் சொல்லிட்டு பார்க்க போகிறோம் சரிங்களா அதான் பாருங்க ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிட்டாங்கன்னா நம் நம்பர் ஆஃப் இயர்ஸும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் மாறவே மாறாது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படி எடுத்து போட்டுக்க வேண்டியதுதான் சரிங்களா அதனால பார்த்தீங்க ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிட்டாங்கன்னா நம்பர் ஆஃப் இயர்ஸும் மாறாது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் மாறாது சரிங்களா இதுவே அரை ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிட்டாங்கன்னா அந்த நம்பர் ஆஃப் இயர்ஸுங்கிறது டூ நம்பர் ஆஃப் நம்பர் ஆஃப் இதே வட்டி வந்து பார்த்தீங்கன்னா அந்த வட்டிய நீங்கள் என்ன பண்ணிடணும் ரெண்டாவது டிவைட் பண்ணிடணும் ஏன்னா அரைன்னு சொல்கிறாங்களே அப்போ அரைனா பாதியா அப்போ நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டூ என்னும் மாறிடும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆர் 2 டூ மாறிடும் சரிங்களா இதே காலாண்டுக்கு ஒரு முறை கணக்கிட்டாங்கன்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபோர் என்னு மாறிடும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆர் டிவை பை ஃபோர்னு சரிங்களா இப்போ சின்ன ஒரு பாருங்க இங்க நான் நான் என்னோட வேலையு ரெண்டு ரெண்டு வருஷன்னு வச்சுக்கிறேன் சரிங்களா என்னோட வேலையோ ரெண்டு வருஷம்னு வச்சுக்கிறேன் இங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருபது சதவீதம்னு வச்சுக்கிறேன் சரிங்களா இப்ப இதுல கொஸ்டின் கேட்டுருக்காங்க நம்ம ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிட்டோம்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து மாறவே மாறாது ரெண்டுதான் வரும் சரிங்களா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மாறாது இருபது சதவீதம் தான் வரும் எல்லாருக்கும் புரியுதா ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிட்டாங்கன்னா நம்பர் ஆஃப் இயர்ஸும் மாறாது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டும் மாறாது சரிங்களா அடுத்த கொஸ்டினில் கொஞ்சம் மாற்றி கேட்குறாங்க அரை ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அரை ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுன்னா அந்த நம்பர் ஆஃப் இயர்ஸ் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை ரெண்டாவே பிரிக்கணும் நம்பர் ஆஃப் இயர்ஸ் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை ரெண்டாவே பிரிக்கணும் அப்போ ரெண்டு இங்கே நம்பர் ஆஃப் இயர்ஸ் என்ன ரெண்டு கொடுத்துருக்கணும் அப்போ ரெண்டு என்னோட வில என்ன மாறும் நாலு மாறிடும் சரிங்களா அப்ப ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் எப்படினு பாத்தீங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னோ அது ரெண்டால டிவைட் பண்ணிக்கணும் இருபதா இருபது டிவைட் ரெண்டு சதவீதம் மாறிங்களா அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிட்டாங்கன்னா நம்பர் ஆப் இயர்ஸ் ரெண்டால பெருகிக்கணும் சரிங்களா அடுத்த பாருங்களேன் காலாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிட்டாங்க கொஸ்டின் எப்படி கேக்குறாங்க காலாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிட்டாங்கன்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ் இருக்கும் சரிங்களா ஒன்று இயர்ஸ் நாலா பிரிக்கணும் சரிங்களா அப்ப இங்க பாருங்க இங்க என்னோட வேலையாங்க ரெண்டா அப்ப நாலு எட்டு மாறிடும் என்னோட வேலையோட இருபது நீங்க நாலாள் டிவைட் பண்ணீங்கன்னா அஞ்சு சதவீதம் மாறிடும் சரிங்களா இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை தெரிஞ்சு வச்சு ஆண்டுக்கு ஒரு முறைனா நம்பர் ஆஃப் இயர்ஸும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டும் மாறாது சரிங்களா இதே அரை ஆண்டுக்கு ஒரு முறைனா நீங்க நம்பர் ஆஃப் இயர்ஸை ரெண்டாலை பெருகிக்கணும் ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட்டை ரெண்டாலை டிவைட் பண்ணிக்கணும் சரிங்களா இதே காலாண்டுக்கு ஒரு முறைனா நீங்க நம்பர் ஆஃப் இயர்ஸை ஃபோர் ஆள ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்டை நாலா டிவைட் பண்ணிக்கணும் இப்போ தனிவட்டியில் டைப் பேசி எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் சரிங்களா டைப் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா தனிவட்டி கணக்கெடுதல் இங்கே ஆண்டுகள்னு ஒன்று கொடுத்துருக்கேன் அது நோட்ஸ் பண்ண ஆகும் வச்சுக்கோங்க பாருங்கண்ணே இந்த இடத்துல கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா மூணு ஆண்டுகள்னு கொடுத்துருக்காங்களே அந்த இடத்துல மாதங்களில் கொடுக்கலாம் நாட்களில் கொடுக்கலாம் சரிங்களா அப்போ மாதங்களில் கொடுத்தா எப்படி போகிறது நாட்கள் கொடுத்தா எப்படி போகிறதுனு சொல்லிட்டு அடுத்தது பார்க்க போகிறோம் சரிங்களா இந்த எத்தனை ஆண்டுகள்ங்கிறது இங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அதை பற்றி நம்ம போகிறோம் சரிங்களா பாருங்கண்ணா ஃபஸ்ட் கொஸ்டின் ரூபாய் இருபத்தஞ்சாயிரத்துக்கு எட்டு சதவீதம் வட்டி வீதத்தில் மூணு ஆண்டுகளுக்கு கிடைக்கும் தனி வட்டியை காண்கிறது சரிங்களா என்னென்னா பிரின்சிபல்யூ கொடுத்துருக்காங்க இருபத்தி அஞ்சாயிரம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் யாரோட எட்டு சதவீதம் நம்பர் ஆஃப் இயர்ஸ் நம்ம இதை ரெண்டு மெத்தட போட போகிறோம் ஒன்னு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி போட போகிறோம் இன்னொன்று ஷார்ட் மெத்தடில் போட போறோம் சரிங்களா என்ன ஐசிட்டு பிஎன்ஆர் டிவைட் பை ஹண்ட்ரட் சரிங்களா எங்க பியோட வேல்யூ எவ்வளவுங்க இருபத்தி அஞ்சாயிரம் இன்ட்டு என்னோட வேல்யூ மூணு இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வேல்யூ எட்டு சரிங்களா டிவைடட் இப்போ இந்த ரெண்டு சைபர் இந்த ரெண்டு சைபர் கேன்சல் ஆயிரும் இரநூத்தி பேலன்ஸ் என்ன இருக்கு இரநூத்தி ஐம்பது இன்ட்டு இருக்கு சரிங்களா அப்போ இரநூத்தி ஐம்பது மூணையும் பெருக்கினீங்கன்னா எவ்வளோ வரும் எழுநூத்தி ஐம்பது இன்ட்டு எட்டு இந்த எழுநூத்தி ஐம்பது எட்டையும் ஆறாயிரம் ரூபாய் வரும் சரிங்களா இருபத்தி வட்டி வீதத்தில் வட்டி கிடைக்கும் இருபத்தி அஞ்சாயிரத்துக்கு எட்டு சதவீதம் ஒரு சதவீதம்னா ரெண்டாயிரம் ரூபாய் இன்ட்டு எட்டு போட்டுக்கொண்டே தான் சரிங்களா அப்போ ஃபர்ஸ்ட் இயரில் ரெண்டாயிரம் கிடைக்குது சரிங்களா மொத்தம் எத்தனை வருஷம் சொல்லியிருக்காங்க மூணு வருஷம் சொல்லியிருக்காங்களா அப்போ செகண்ட் இயர் போடுங்க பாகண்ட் இயரும் அதே ரெண்டாயிரம் தான் கிடைக்கும் தேர்ட் இயரும் அதே ரெண்டாயிரம் தான் கிடைக்கும் சரிங்களா என்றைக்குமே தனிவட்டியை பொறுத்தவரையும் ஆண்டுக்கு ஆண்டு வட்டி மாறாது சரிங்களா இப்போ மொத்தமாக அவர் மூணு வருஷம் கழிச்சு எவ்வளவு கிடைக்கும் ஆறாயிரம் ரூபாய் கிடைக்கும் சரிங்களா இப்போ கொஸ்டினை பாருங்க ரூபாய் இருபத்தஞ்சாயிரத்துக்கு எட்டு சதவீதம் வட்டி வீதத்தில் மூன்று ஆண்டுகளுக்கு கிடைக்கும் தனிவட்டி ரூபாய் ஆறாயிரம் இப்போ டை போனில் ரெண்டாவது கொஸ்டினை பாருங்கள் சரிங்களா அர்ஜுன் ஒரு வங்கியிலிருந்து ஆண்டுக்கு அஞ்சு சதவீத வட்டி வீதம் ரூபாய் ஐயாயிரத்தை கடனாக பெற்றார் சரிங்களா மூன்று ஆண்டுகள் முடிவில் அவர் செலுத்த வேண்டிய தனிவட்டி எவ்வளோன்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்டுக்கா சரிங்களா அப்போ கொஸ்டின் என்னெல்லாம் கொடுத்துருவாங்க பிரின்சிபல் அதாவது அசாடி கொடுத்துருவாங்க எவ்வளவு ஐயாயிரம் ரூபாய் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவுங்க அஞ்சு சதவீதம் சரிங்களா நம்பர் ஆஃப் இயர்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க மூன்று ஆண்டுகள் சரிங்களா அப்போ என்னோட வேல்யூ எவ்வளோது மூணு சரிங்களா ஃபர்ஸ்ட்டு நம்ம டைரெக்ட் வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி போகிறோம்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் ஃபார்முலா நான் தனியோடீங்கன்னா ஃபார்முலா ஐசி கோல்ட்டு பிஎன்ஆர் டிவைடட் பை ஹண்ட்ரட் சரிங்களா பியோட வேல்யூ எவ்வளவுங்க ஐயாயிரமா ஐயாயிரம் இன்ட்டு என்னோட வேல்யூ த்ரீ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வேல்யூ அஞ்சு சரிங்களா டிவைடட் இந்த ரெண்டு சைபருக்கு இந்த ரெண்டு சைபர் கேன்சல் ஆயிரும் எூத்தி ஐம்பது ரூபாய் இது டேரெக்ட் மெத்தட் இன்னொரு தனியாக ஊட்டிக்க வேண்டியதான் ஃபர்ஸ்ட் இயரில் எவ்வளவு வட்டி கிடைக்கும் சரிங்களா அப்போ ஐயாயிரத்தில் அஞ்சு வட்டி தராங்க சரிங்களா வட்டி தனி வட்டி அப்போ ஐயாயிரத்தில் பத்து எவ்வளவுங்க ஐயாயிரத்தில் பத்து பத்து பத்து ரூபாய் அப்போ அஞ்சு பர்சன்ஜ்ங்கிறது பாதி தான் அஞ்சு பர்சன்டேஜ் எவ்வளவுங்க வரும் இரநூத்தி ரூபாய் சரிங்களா அப்போ செகண்ட் இயரும் அதே வட்டி தான் வரும் இரநூத்தி ஐம்பது ரூபாய்தான் எத்தனை வருஷம் சொல்லியிருக்காங்க மூணு வருஷமா அப்போ தேர்ட் இயரும் அதே வட்டி தான் வரும் இரநூத்தி ரூபாய் அப்போ எல்லாத்தையும் கூட்டினா மூணு வருஷம் கிடச்சி தனிவட்டி எவ்வளவுங்க எழுநூத்தி ஐம்பது ரூபாய் சரிங்களா இப்ப கொஸ்டின் பாருங்க அர்ஜுனூர் வங்கியிலிருந்து ஆண்டுக்கு அஞ்சு சதவீதம் வட்டி வீதம் ரூபாய் ஐயாயிரத்தை கனனாக பெற்றார் மூன்று ஆண்டுகள் முடிவில் அவர் செலுத்த வேண்டிய தனிவட்டி மட்டும் எவ்வளவு எழுநூத்தி ரூபாய் இப்ப டைம் தனிவட்டி கிடைக்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா இங்க போன ரெண்டு சமம் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஆண்டுகள் கொடுத்து எப்படி கட்டிபிடிக்கோம் சரிங்களா இங்க வந்து அதாவது மந்த்து கொடுத்துட்டு எப்படி தனிவட்டி கட்டிபிடிக்க சொல்லிட்டு பார்க்க போறோம் சரிங்களா பாருங்க ரூபாய் ஏழாயிரத்தி ஐநூறுக்கு எட்டு வட்டி வீதம் ஒரு வருடம் ஆறு மாதத்திற்கான தனிவட்டியை காண்க இது கொஸ்டின் சரிங்களா கொஸ்டின் கொடுத்துருக்காங்க லாபம் செய்ய இங்க மாதங்கள் இல்ல டேஸ்ல வந்தாவே நீங்க பார்முலா யூஸ் பண்ணி போட்டுருங்க அப்பதான் கரெக்டா போட்டு சின்ன தப்புகள் வர வாய்ப்புகள் இருக்கு சரிங்களா என்ன ஏழாயிரத்தி ஐநூறு அதாவது பிரின்சிபல் வந்து பாத்தீங்கன்னா ஏழாயிரத்தி சரிங்களா ரேட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு என்ன கொடுத்துருக்காங்க ஒரு வருடம் ஆறு மாதம் நமக்கு என்ன வந்து இயர்ல இருந்தாதான் ஐசி கோட்டு பிய நாடு ஹண்ட்ரட் ஃபார்முலா போடலாம் சரிங்களா இங்க ஒரு வருடம் 6 மாதம் இருக்குங்களா ஒரு வருஷத்துக்கு எத்தனை மாதங்க பன்னெண்டு மாதமா இங்க ஆறு மாதம் ரெண்டுத்தையும் எவ்வளவு வரும் எவ்வளோங்க வரும் பதினெட்டு மாதங்கள் வரும் சரிங்களா நமக்கு என்னோட வேல்யூ இயரில் இருந்தால் மட்டும்தான் நமக்கு ஃபார்முல போட முடியும் ஆனால் என்ன இருக்குது பதினெட்டு மாதங்கள் இருக்குது நல்ல ஆபத்திங்க ஒரு மாதத்தை இயராக மாற்றணும்னா நம்ம என்ன பண்ணணும் பன்னெண்டாவது டிவைட் பண்ணணும் சரிங்களா ஒரு மாதத்தை இயராக மாற்றணும் பன்னெண்டாவது டிவைட் பண்ணும் அப்போ இந்த பதினெட்டு மாதங்கள் நான் இயராக மாற்ற போகிறேன் என்ன ஆயிடும் பதினெட்டு டிவைட் பண்ணி பன்னெண்டுன்னு என்ன ஆயிரும் இயரில் சரிங்களா இப்போ நீங்கள் எப்போவும் கூட ஃபார்முலா போட்டு ஆன்சர் கொண்டு வந்துடலாம் ரெண்டு வாட்டிங்கன்னா ஃபார்முலா ஐஸ் பி என்ன டிவைடெட் பை ஹண்ட்ரட் சரிங்களா பியோட வேலையை எவ்வளோதுங்க ஏழாயிரத்தி ஐநூறு இன்ட்டு என்னோட வேலையூ எவ்வளோ பதினெட்டு பை பன்னெண்டா வேல்யூ எட்டு சரிங்களா டிவைடட் இருக்கு அப்போ மொத்தமாக எப்படியோ போட்டுடலாம் ஹண்ட்ரட் இன்ட்டு போட்டாலும் வேல்யூ சேஞ்ச் ஆகாது சரிங்களா இப்போங்களா இப்போ இதுக்கப்புறம் சிம்லிஃபேஷன் பண்ணுங்கள் பார்ப்போம் இந்த ரெண்டு சைபர் இருக்குது இந்த ரெண்டு சைபர் கேன்சல் ஆயிரும் இங்கே பன்னெண்டு இருக்குது இங்கே என்ன இருக்குது பதினெட்டு இருக்குது சரிங்களா ரெண்டு எதாவது அடிச்சிங்கன்னா ஆறால் அடிச்சிங்கன்னா இது டூ டைம்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா த்ரீ டைம்ஸ் வரும் சரிங்களா இங்கே பேலன்ஸ் என்னங்க இருக்குது கீழே இங்கே ரெண்டு இருக்குது இங்கே எட்டு இருக்குது அது ரெண்டு எதாவது பண்ணலாம் ரெண்டால் அடிக்கலாம் இது ரெண்டால் அடிச்சிங்கன்னா இங்கே ஃபோர் டைம்ஸ் வரும் சரிங்களா இப்போ பேலன்ஸ் என்ன இருக்குன்னு பாருங்கள் எழுவத்தி அஞ்சு இன்ட்டு மூணு சரிங்களா இப்போ எழுபத்தி அஞ்சு இன்ட்டு நாலு போட்டிங்கன்னா வரும் முந்நூறு இன்ட்டு தொள்ளதவீதம் ஒரு வருடம் ஆறு மாதத்திற்கான தனிவட்டி தொள்ளாயிரம் ரூபாய் எப்படி சதவீதம் இரண்டு ஆண்டு மூன்று மாதத்திற்கான தனிவட்டி காங்க இது பத்தாயிரம் ரூபாய் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு பத்து சரிங்களா என்ன வந்து பார்க்கணும் கொஸ்டினில் இயர் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கணும் சரிங்களா இப்போ இயர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆண்டுகள் மூணு மாதம் சொல்லிட்டு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க சரிங்களா அப்போ ரெண்டு ஆண்டுனா ஒரு வருஷத்துக்கு எத்தனை மாதம் இருக்கும் பன்னெண்டு மாதம் இருக்குமா அப்போ ரெண்டு ஆண்டுகளுக்கு இருபத்தி மாதம் இருக்கும் இருபத்தி மாதங்கள் இந்த மூணு மாதம் சேர்த்துக்கணும் சரிங்களா இந்த மூணு மாதம் இப்போ ஆட் பண்ணி எவ்வளோ வரும் இருபத்தி ஏழு நான் வந்துடும் மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு மாதங்கள் வந்துடும் அதாவது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆண்டுகள் ப்ளஸ் மாதத்தில் இருக்க நம்ம ரெண்டு என்ன பண்ணிட்டோம் மாதங்களுக்கு மாற்றிட்டோம் சரிங்களா நமக்கு என்றைக்குமே இயரில் இருந்தால் மட்டும் தான் அந்த ஃபார்மூலில் போக முடியும் அப்போ இந்த இருபத்தி மாதங்களை நீங்கள் இயருக்கு மாற்றணும் என்ன பண்ணணும் பன்னெண்டாவில் டிவைட் பண்ணும் சரிங்களா அப்போ இருபத்தி ஏழு டிவைட் டிவைட் பண்ணிங்கன்னா அந்த இருபத்தி ஏழு என்னவா மாறிடும் இயராக மாறிடும் நம்ம மாறிடும் இயராக மாறிடும் இதுக்காக ஃபார்மலா என்னங்க தண்ணி விட்டிக்கு ஐசி பி தான் டிவைடு பை ஹண்ட்ரட் சரிங்களா பியோட வேலு வந்து பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் என்னோடய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு இருபத்தி ஏழு டிவைடு பை பன்னெண்டு ஆரோட வேலு வந்து பார்த்தீங்கன்னா பத்து சதவீதம் சரிங்களா டிவைடு பை என்னது ஹண்ட்ரட் சரிங்களா எப்படி போட்டுடலாம் இதுக்கப்புறம் சிம்பிளிகேஷன் பண்ணுங்க பார்ப்போம் இந்த ரெண்டு சைபர் இந்த ரெண்டு சைபர் கேன்சல் ஆயிரும் சரிங்களா இங்கே பன்னெண்டு இருக்கு இங்கே இருபத்தி ஏழு இருக்குது அப்புறம் ரெண்டு அடிக்கலாம் மூணாவது அடிக்கலாம் இந்த மூணாவது அடிச்சிங்கன்னா இது ஃபோர் டைம்ஸ் இது மூணா நான் நைன் டைம்ஸ் வரும் சரிங்களா அப்போ இங்கே ஃபோர் இருக்குங்க நூறு இருக்குது சரிங்களா ரெண்டு நூறு இருக்குது சரிங்களா ஒரு நாள் நாலு இருபத்தி நான் அஞ்சு நாள் எவ்வளோ வரும் நூறு வரும் சரிங்களா பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது இருபத்தி அஞ்சு இன்ட்டு ஒன்பது இன்ட்டு பத்துன்னு இருக்குது இருபத்தஞ்சி இன்ட்டு பத்து எவ்வளோதுங்க ரூபாய் சரிங்களா இப்போ கொஸ்டினை பாருங்கள் ரூபாய் பத்தாயிரத்துக்கு பத்து சதவீதம் வட்டி வீதம் இரண்டு ஆண்டுகள் மூன்று மாதத்துக்கான தனிவட்டி பத்து சதவீதம் மட்டும் வீதம் தனிவட்டியை காண்க இது கொஸ்டின் சரிங்களா அப்ப கொஸ்டின் என்னென்ன கொடுத்துருக்காங்க பிரின்சிபல் எவ்வளவுங்க ஆறாயிரத்தி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு பத்து எண்ணு நீங்க பார்க்கணும் சரிங்களா என்ன என்னைக்குமே இயர்ல கொடுத்தா மட்டும் தான் இருக்கு இது மாதிரி நாட்கள்லயோ இல்ல மாதத்திலயோ கொடுத்திருந்தா நமக்கு கிடையாது மாதத்துல கொடுத்திருந்தாங்கன்னா பன்னெண்டாவது என்னவா மாறிடும் இயரா மாறிடும் சரிங்களா அதே மாதிரி நாட்கள்ல கொடுத்தாங்க முன்னூத்தி அறுபத்தஞ்சா அப்போ நாட்கள்ல கொடுத்திருந்தா அந்த நாட்களை முன்னூத்தி அறுபத்தி அஞ்சால மாறிடும் இயருக்கு மாறிடும் சரிங்களா மொத்தம் எவ்வளவு பத்தொன்பது நாட்களா அதை முன்னூத்தி அறுபத்தி அஞ்சால பண்ணிங்கன்னா என்னவோ மாறிடும் இயருக்கு மாறிடும் சரிங்களா அப்போ போடுங்க பார்ப்போம் இரநூத்தி பத்தொம்பது இப்போ இயருக்கு மாறிடுச்சு அதாவது இந்த இரநூத்தி பத்தொம்பது நாலுங்கிறது என்ன இயருக்கு மாறிடுச்சு சரிங்களா இப்போ ஃபார்முலா என்னாங்க ஐசி கோல்டு பிஎன்ஆர் டிவைடட் பை ஹண்ட்ரட் பியோடய வேலையை எவ்வளவு ஆறாயிரத்தி எழுநூற்றி 365 ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் 10% சரிங்களா 100 போடுவோம் போட்டுறலாம் சரிங்களா புரியதா 6850 219 10 100 365 சரிங்களா இப்போ இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுங்க பாப்போம் கேங்க இந்த ஒரு சைபருக்கு இந்த ஒரு சைபர் கேன்சல் ஆயிடும் இந்த ஒரு சைபருக்கு இந்த ஒரு சைபர் கேன்சல் ஆகிரும் சரிங்களா இந்த இரநூத்தி பத்தொம்பது இங்கே இருக்கு சரிங்களா ரெண்டுத்துமே வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி மூணாலும் அடிக்கலாங்க அடிக்கலாம் எழுபத்தி அடிக்கலாம் இப்போ இதை எழுபத்தி மூணாலும் அடிச்சிங்கன்னா டைம்ஸ் வரும் இது எழுபத்தி மூணாலும் அடிச்சிங்கன்னா டைம்ஸ் வரும் சரிங்களா அப்போ இங்கே அஞ்சு இருக்குது இங்கே என்ன இருக்குது அறநூற்றி எழுபத்தி சரிங்களா அப்போ ஓரஞ்சு அஞ்சு இது அஞ்சாவில் அடிச்சிங்கன்னா நூற்றி வரும் எவ்வளோ வரும் நூற்றி பேலன்ஸ் என்னங்க இருக்குது நூற்றி மூணுன்றிருக்கு நூத்தி முப்பத்தி அஞ்சு மூணாவில் இருக்குனீங்கன்னா நானூத்தி 415 ரூபாய் வரும் சரிங்களா இப்போ கொஸ்டினை பாருங்க ரூபாய் ஆறாயிரத்தி எழுநூத்தி ஐம்பதுக்கு இரநூத்தி பத்தொன்பது நாட்களுக்கு பத்து சதவீதம் வட்டி விகிதம் கிடைக்கும் தனிவட்டி எவ்வளவுங்க நானூத்தி பதினஞ்சு ரூபாய் இப்போ தனிவட்டி கணக்கிடுதில்லை நாட்கள் கொடுத்து கொஸ்டின் கேட்குறது ரெண்டாவது கொஸ்டின் பார்க்க போகிறோம் சரிங்களா ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் ரூபாய் ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கு நூற்றி நாற்பத்தி ஆறு நாட்களுக்கு பதிமூணு சதவீதம் மட்டி வீதம் தனிவட்டி காண்க இது கொஸ்டின் சரிங்களா அப்போ கொஸ்டின் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க பிரின்சிபல் எவ்வளவுதுங்க ரெண்டாயிரத்தி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோது பதிமூணு சரிங்களா என்னோடய வேல்யூ நீங்கள் பார்க்கணும் என்னோடய வேல்யூ டேரக்டாக இயரில் கொடுத்துருக்காங்களா இல்லை மாதத்தில் கொடுத்துருக்காங்களா இல்லை நாட்களில் கொடுத்துருக்காங்களான்னு சொல்லிட்டு இங்கே சரிங்களா என்ன என்ன பண்ணியிருக்காங்க நாட்களில் கொடுத்துருக்காங்க எவ்வளோ நாட்கள் நூற்றி நாட்கள் எவ்வளவு நூற்றி நாற்பத்தி ஆறு நாட்கள் நமக்கு என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இயரில் இருந்தால் மட்டும்தான் நமக்கு என்ன இருக்குது ஃபார்முலா இருக்குது அப்போ இந்த நாட்களில் உள்ளதை நீங்கள் என்ன பண்ணணும் இயருக்கு மாற்றணும் அப்போ நாட்களில் உள்ளதா இயருக்கு மாற்றணும் எதா டிவைட் பண்ணணும் முந்நூற்றி அறுபத்தி டிவைட் பண்ணணும் சரிங்களா அப்போ நூற்றி நாற்பத்தி ஆறு டிவைட் பண்ணிங்கன்னா ஏன்னா மாறிடும் இயருக்கு மாறிடும் சரிங்களா இப்போ ஃபார்முலா தண்ணி ஓட்டிங்கன்னா ஃபார்முலா ஐஸ் ஈக்குவல் டு சரிங்களா இவோட வேலை எவ்வளவுங்க ரெண்டாயிரத்தி என்னோட வேலையை வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவுங்க பதிமூணு சரிங்களா டிவைடட் பை சரிங்களா இப்போ சிம்பிபிகேஷன் பண்ணுங்க பார்ப்போம் இந்த ரெண்டு சைபருக்கு இந்த ரெண்டு சைபர் கேன்சல் ஆயிரும் இந்த முன்னூற்றி வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி டிவைட் ஆகும் இதுவும் எழுபத்தி டிவைட் ஆகும் சரிங்களா ரெண்டுத்தையும் எழுபத்தி மூணால அடிச்சிங்கன்னா இது டூ டைம்ஸ் வரும் இது 5 டைம்ஸ் வரும் சரிங்களா வேறு எதாவது கேன்சல் பண்ண பாருங்கள் 5 அஞ்சு இருக்குங்கன்னா இருக்குது இருபத்தி அஞ்சு இருக்குது சரிங்களா அப்போ ஓரஞ்சு 5 5 இருபத்தி அஞ்சு சரிங்களா பேலன்ஸ் என்னங்க இருக்குது 5 இன்ட்டு ரெண்டு இதான் பேலன்ஸ் இருக்குது சரிங்களா அப்போ அஞ்சு இன்ட்டு ரெண்டு பத்து பத்து இன்ட்டு ரூபாய் சரிங்களா இப்போ கொஸ்டினாக பாருங்கள் ரூபாய் ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கு நூற்றி நாட்களுக்கு பதிமூணு சதவீதம் வட்டி விகிதம் கிடைக்கும் தனிவெட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பது ரூபாய் இப்போ டைப் ஒன்றும் நாட்கள் கொடுத்து எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கும் சரிங்களா அதில் பாருங்கள் மூணாவது கொஸ்டின் பாருங்கள் ரூபாய் பன்னெண்டாயிரத்திற்கு ஒன்பது சதவீதம் ஆண்டு வட்டி வீதத்தில் இருப இருபத்தி ஒன்று மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதுலேருந்து ஆகஸ்ட் ஆயிரத்தி வரை கிடைக்கும் தனிவட்டியை காண்கிறது இது கொஸ்டின் சரிங்களா பாருங்களா கொஸ்டினில் கொஞ்சம் மாற்றி கொடுத்துருக்காங்க நல்லா பாருங்கள் இருபத்தி ஒன்று மேலேருந்து பன்னாபல் பன்னா ரேட் ஒன்பது சதவீதம் ஜூலை ஆகஸ்ட் சரிங்களா இதுவரை தானே கொடுத்துருக்காங்க அப்போ இதுக்கு இடைப்பட்ட உள்ள நாட்களை நம்ம கண்டுபிடிக்கணும் சரிங்களா இப்போ வாருங்களேன் இருபத்தி ஒன்று மேலேருந்தான் சொல்லியிருக்காங்க சரிங்களா அப்போ மேல மொத்தம் எத்தனை நாட்கள் முப்பத்தி ஒரு நாட்கள்லாம் அப்போ முப்பத்தி ஒன்றில் மைனஸ் பண்ணிடுங்க முப்பத்தொன்னில் இருபத்தி மைனஸ் பண்ணிடுங்க அப்போ பேலன்ஸ் எவ்வளோங்க வரும் முப்பத்தி ஒன்று இருபத்தி பேலன்ஸ் எவ்வளோ வரும் பத்து நாள் வரும் சரிங்களா ஜூனில் ஃபுல் மாதம் மூணு சரிங்களா அப்போ ஜூனில் முப்பது நாலு ஜூலைல முப்பத்தி ஒன்னு எது வரையும் சொல்லியிருக்காங்க ஆகஸ்ட் ரெண்டு வரையும் சொல்லியிருக்காங்க அது ரெண்ட அப்படியே போட்டுருங்க அந்த ரெண்டு அப்படியே போட்டுருங்க இது எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா மொத்தமா எவ்வளவுங்க வரும் எழுபத்தி மூணு டேஸ் வரும் அதாவது எழுபத்தி மூணு நாட்கள் வரும் சரிங்களா இந்த ஃபர்ஸ்ட் மாசம் மட்டும் நீங்கள் என்ன பண்றீங்க கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை என்ன பண்றீங்க மொத்த நாட்கள்ல இருந்து மைனஸ் பண்ணி போட்டிருங்க சரிங்களா இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம் எழுபத்தி நாட்கள்னு கண்டுபிடிச்சோம் சரிங்களா நமக்கு இயர்ல இருந்தாதான் ஃபார்முலா இருக்கு அப்போ இந்த எழுபத்தி நாட்களை நீங்க என்ன பண்ணணும் முன்னூத்தி அறுபது டிவைட் பண்ணீங்கன்னா என்ன ஆகிடும் இயருக்கு மாறிடும் சரிங்களா அப்போ எழுபத்தி மூணு டிவைடட் பை முந்நூற்றி அறுபத்தி நாலு டிவைட் பண்ண ஆகிரும் இயருக்கு மாறிடும் சரிங்களா இப்போ தனிவாட்டிக்கு என்னங்க ஃபார்முலா ஐ சீக்வல் டு பிஎன்ஆர் டிவைடட் பை ஹண்ட்ரட் சரிங்களா பியோட வேலு எவ்வளோதுங்க பன்னெண்டாயிரம் இன்ட்டு என்னோடய வேலு எவ்வளோது எழுவத்தி மூணு டிவைடட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவுங்க ஒன்பது சரிங்களா டிவைடட் பை சரிங்களா இப்போ சிம்பிளிகேஷன் பண்ணுங்கள் பார்ப்போம் இந்த ரெண்டு சைபருக்கு இந்த ரெண்டு சைபர் கேன்சல் ஆகிடும் ஓர் எழுபத்தி மூணு எழுபத்தி சரிங்களா அப்போ என்ன இருக்குது இங்கே அஞ்சு இருக்குது இங்கே என்ன இருக்குது நூற்றி இருபது சரிங்களா அப்போ இந்த அஞ்சியும் நூற்றி இருபது அடிச்சிங்கன்னா இருபத்தி நாலு வாட்டி வரும் எதனாட்டி வரும் இருபத்தி வாட்டி வரும் இப்போ பேலன்ஸ் என்னங்க இருக்குது இருபத்தி நாலு இரண்டு ஒன்பதுன்றிருக்கு ரெண்டுத்தையும் பெருக்கினீங்கன்னா இரநூத்தி சரிங்களா இப்போ கொஸ்டின் பாருங்களேன் ரூபாய் பன்னெண்டாயிரத்துக்கு ஒன்பது சதவீதம் வட்டி வீதத்தில் 21 ஒன்னு மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதிலிருந்து ரெண்டு ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது வரை கிடைக்கும் தனிவட்டி அளவு பார்த்தீங்கன்னா இரநூத்தி பதினாறு ரூபாய் இப்ப இது வரை வந்து பாத்தீங்கன்னா டைப் ஒன்ல இருந்து எப்படி கொஸ்டின் கேட்பாங்க சொல்லிட்டு பார்த்தோம் சரிங்களா டைப் ஒன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா தனிவட்டி கணக்கு எடுத்து சரிங்களா டைப் டூ வந்து பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க சரிங்களா இப்ப கொஸ்டினை பாருங்க எத்தனை ஆண்டுகளில் எட்டு சதவீதம் வட்டி வீதத்தில் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் என்ன அது ஐயாயிரத்தி எட்நூறுல வந்து பார்த்தீங்கன்னா மொத்த தொகை அதை மொத்தமாக ஐயாயிரத்தி எட்நூறு மாறுது அப்போ ஐயாயிரத்தி எட்நூறுங்கிறது மொத்த தொகை அப்போ மொத்த தொகைனால் என்னாது ஏஐ நம்ம என்ன படிச்சுருக்கோம் பி பிளஸ் ஐ அந்த ஐயாயிரத்தி எட்நூறில் என்னென்ன இருக்கும் அசலும் இருக்கும் வட்டியும் இருக்கும் சரிங்களா அப்போ ஏவோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி சரிங்களா நம்ம அதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் இன்ட்ரெஸ்ட் மட்டும் கண்டுபிடிக்கணும் அப்போ நமக்கு இன்ட்ரெஸ்ட் வேணும்னா இந்த இடத்துல பிளஸ் பி இந்த வந்து என்ன ஆயிரும் மைனஸ் பி சரிங்களா அப்போ ஏ மைனஸ் அதாவது மொத்த தொகையிலிருந்து இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா ஐயோட வேலையை ஐயாயிரத்தி எட்நூறு எவ்வளவுங்க வருது எட்நூறு ரூபாய் வருது அப்ப மொத்தமா அதாவது இந்த வட்டி விதத்துல மொத்தமா அவளுக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் வருது எட்டாயிர எட்நூறு ரூபாய் வருது சரிங்களா இப்ப பாருங்கண்ணா இப்ப நமக்கு ஒரு வருஷத்துக்கு தனி வட்டி எவ்வளவு நம்ம கண்டுபிடிக்க தெரியும் சரிங்களா அப்போ ஒரு வருஷத்துக்கு தனிவட்டி எவ்வளவுன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்க தெரியும் எவ்வளோ கண்டுபிடிப்பீங்க ஐயாயிரத்துல தான் ஒரு வருஷத்துக்கு தனிவட்டி சரிங்களா அப்போ ஐயாயிரத்துல ஒரு பர்சன்டேஜ் எவ்வளவு ஐம்பது அப்போ எட்டு சரிங்களா அப்போ ஐயாயிரத்துல எட்டு பர்சன்டேஜ் எவ்வளவு நானூறு ஒரு வருஷத்துக்கு தனிவட்டி எவ்வளவுங்க நானூறு சரிங்களா மொத்தமா இங்கே எவ்வளவுங்க தனிவட்டி எட்நூறா அப்போ இங்கே நம்பர் ஆஃப் இயர்ஸ் நம்ம என்ன கண்டுபிடிக்குனா மொத்த தனிவட்டி எவ்வளவுங்க எட்நூறு ஒரு வருஷத்துக்கு மட்டும் எவ்வளவு நானூறு அப்ப ரெண்டுத்தையும் அடிச்சுனா வரும் டூ டைம்ஸ் வருமா அப்ப ஒரு தொகை ரூபாய் பதினாறாயிரத்தி ஐநூறு எத்தனை ஆண்டுகளில் ரூபாய் இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சாக மாறும் கேட்டுக்காங்க சரிங்களா என்னென்னா பதினாறாயிரத்தி ஐநூறு ரேட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு பதிமூணு சதவீதம் இதெல்லாருமே புரியுதுல அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சுங்கிறது மொத்த தொகை அதாவது ஏவோட வேலையை கொடுத்துறாங்க இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு சரிங்களா அப்போ இந்த இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சுல என்னென்னங்க இருக்கும் பிரின்சிபல் இருக்கும் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் சரிங்களா அப்போ ஏஇ சீக்வல்டு பி பிளஸ் ஐ சரிங்களா நமக்கு இன்ட்ரெஸ்ட் தான் தேவை அப்ப இங்க இருக்க பிளஸ் பி இன்சே வந்து ஆயிரும் மைனஸ்லாம் சரிங்களா அப்போ மொத்த தொகையிலிருந்து நம்ம பிரின்ஸிபல் மைனஸ் பண்ணா நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா அப்போ ஐஇசி கோட்டு மொத்த தொகை எவ்வளவுங்க இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு மைனஸ் பிரின்ஸிபல் எவ்வளவு பதினாறாயிரத்தி ஐநூறு சரிங்களா அப்போ இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சுல பதினாறாயிரத்தி ஐநூறு போச்சுன்னா இன்ட்ரெஸ்ட் மட்டும் எவ்வளவுங்க வரும் ஆறாயிரத்தி நானூத்தி முப்பத்தி அஞ்சு ரூபாய் சரிங்களா அதாவது மொத்த இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு ஆறாயிரத்தி ரூபாய் சரிங்களா நமக்கு பிரின்ஸிபல் இருக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கு சரிங்களா அப்ப நம்ம இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம் ஒரு வருஷத்துக்கு நம்ம தனிவட்டி எவ்வளவு கண்டுபிடிக்கலாம் சரிங்களா கண்ணுபிடிக்க பார்ப்போம் ஒரு வருஷத்துக்கு தனிவட்டி எவ்வளவுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கலாம் கண்ணுபிடிக்க பார்ப்போம் இப்ப பிரின்சிபல் பதினாறாயிரத்தி சரிங்களா பதிமூணு வட்டி தராங்க அப்ப பதினாறாயிரத்தி ஐநூறுல ஒரு சதவீதம் எவ்வளவுங்க நூத்தி அப்ப நூத்தி அறுபத்தி அஞ்சு இன்ட்டு என்ன கண்டுபிடிச்சிடலாம் பதிமூணு சதவீதம் சரிங்களா அப்ப நூத்தி அறுபத்தி அஞ்சு இன்ட்டு ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கான தனிவட்டி சரிங்களா அப்போ ஒரு வருஷத்துக்கான தனிவட்டி கண்டுபிடிச்சோம் கண்டுபிடிச்சோம் சரிங்களாட்டிய இந்த சீக்கிரிட்டு மொத்த தனிவட்டி ஆறாயிரத்தி நானூத்தி முப்பத்தி அஞ்சு ஒரு வருஷத்துக்கான தனிவட்டி ரெண்டாயிரத்தி நூத்தி நாப்பத்தி அஞ்சு சரிங்களா ரெண்டாயிரத்தி நூத்தி நாற்பத்தி அஞ்சு இந்த ஆறாயிரத்தி நானூத்தி முப்பத்தி அஞ்சு அடிச்சீங்கன்னா எத்தனாட்டி வரும் த்ரீ டைம்ஸ் வரும் சரிங்களா அப்ப இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் த்ரீ இயர்ஸ் சரிங்களா பாருங்க ஆண்டுக்கு பதிமூணு சதவீதம் வட்டி வீதத்தில் ஒரு தொகை ரூபாய் இருந்து எத்தனை ஆண்டுகளில் ரூபாய் இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சாக மாறும் வருஷத்துல மாறும் கொஸ்டின பாருங்க சரிங்களா ஆண்டுக்கு ஆறு வட்டி வீதத்தில் ஒரு தொகை ரூபாய் இருந்து எத்தனை ஆண்டுகளில் ரூபாய் பத்தொன்பதாயிரத்தி மாறும் இது கொஸ்டின் சரிங்களா அப்ப கொஸ்டின்ல பசாலாம் பிரின்சிபல் எவ்வளவுங்க பதினேழு ஆயிரத்தி எட்நூறு சரிங்களா இன்ட்ரெஸ்ட் ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு சரிங்களா இந்த மாறும் மொத்த தொகையிலேருந்து பிரின்ஸ்பலை மைனஸ் பண்ணால் நம்ம என்ன கண்டுபிடிச்சலாம் தனிவட்டி கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா அப்போ ஐஇசி மொத்த தொகை எவ்வளவுங்க பத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எவ்வளவுங்க பதினேழாயிரத்தி சரிங்களா அதாவது பத்தொம்போதாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் வரும் எவ்வளோ வரும் ரெண்டாயிரத்தி ரூபாய் ரெண்டாயிரத்தி நூத்தி முப்பத்தி ஆறு ரூபாய் இதான் வந்து பாத்தீங்கன்னா மொத்த தனிவட்டி சரிங்களா நமக்கு பிரின்சிபல் இருக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கு சரிங்களா இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிச்சலாம் ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு தனி வட்டி கண்டுபிடிச்சலாம் சரிங்களா அப்போ ஒரு வருஷத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா தனிவட்டி எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா நூத்தி பதினேழாயிரத்தி எட்நூறுல ஆறு சதவீதம் தராங்க சரிங்களா அப்ப பதினேழாயிரத்தி எட்நூறுல ஒரு எவ்வளவுங்க நூத்தி நமக்கு எத்தனை சதவீதம் வேணும் ஆறு வேணும் அப்ப இன்ட்டு ஆறு என்ன கண்டுபிடிச்சிடலாம் 6 சதவீதம் கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா அப்போ நூத்தி எழுபத்தி எட்டு இன்ட்டு ரூபாய் சரிங்களா அப்ப நூத்தி எழுபத்தெட்டு ஆறு எவ்வளவு வரும் ஆயிரத்தி ரூபாய் இதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கான தனிவட்டி சரிங்களா நமக்கு மொத்த தனிவட்டியும் கண்டுபிடிச்சிட்டோம் ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ தனிவட்டின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சோம் சரிங்களா நம்ம இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சலாம் நம்ம நம்பர் ஆஃப் இயர்ஸ் என்னோட வலியும் கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா என்னோட இஸ்வர்ட்டு ரெண்டாயிரத்தி நூத்தி முப்பத்தி ஆயிரத்தி அறுபத்தெட்டு போட்டுருங்க சரிங்களா அப்போ ரெண்டுத்தையும் டேரெக்டாகவே அடிச்சிடலாம் எத்தனை வாட்டி வரும் டூ டைம்ஸ் வரும் அப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டூ இயர்ஸ் சரிங்களா கொஸ்டின் பாருங்கள் ஆண்டுக்கு ஆறு சதவீத மட்டி வீதத்தில் ஒரு தொகை ரூபாய் பதினேழாயிரத்தி எட்நூறிலிருந்து எத்தனை ஆண்டுகளில் ரூபாய் பத்தொன்போதாயிரத்தி தொள்ளாயிரத்தி மாறும்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷத்தில் மாறும் இப்போ இந்த கிளாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா தனிவட்டியில் என்னென்னலாம் பேசிக்ஸான விஷயம் இருக்குது அப்புறம் டைப் ஒன்னிலேருந்து டைப் ரெண்டுலேருந்து எப்படி எப்படிலாம் கொஸ்டின் கேட்பாங்க சொல்லிட்டு பார்த்தோம் சரிங்களா டைப் ஒன்னு வந்து பார்த்தீங்கன்னா தனிவட்டி கணக்கிடுது அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ் எப்படி நம்ம கணக்கிறதுனு சொல்லிட்டு அதுலேருந்து எப்படி எப்படிலாம் கொஸ்டின் கேப்பாங்க அது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம டைப் ஒன்னில் பார்த்தோம் சரிங்களா டைப் டூ வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை ஆண்டுகளில் மாறும் அதாவது நம்பர் ஆஃப் இயர்ஸ் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க சரிங்களா அதுலேருந்து எப்படி எப்படிலாம் கொஸ்டின் கேட்பாங்க அது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம டைப் டூலை பார்த்தோம் சரிங்களா இன்னும் தனி மட்டில் இன்னும் என்னெல்லாம் டைப் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அடுத்தது க்ளாஸ்ல பார்க்க போகிறோம் சரி வாங்க நம்ம அடுத்த கிளாஸில் பார்ப்போம் தேங்க்யூ